நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் அடுத்த கேள்வி உன்னோட மாடியில எத்தனை எங்க மாடியில ரெண்டு கோணி இருக்கு ஒரு கோணில போட்டிருக்காங்க ஒரு கோணில வந்து மாங்காயிருக்காங்க என்ன தண்டனைக்கு வந்தா நீ பாடத்தை கத்துக்கலாம்